நீ தான் சொல் அந்த நான் கம்மியா இருக்குமா இருக்கு அஜி என்ன சிரிப்பு தான் இந்த தட்ட எடுக்கலாம் எட்ட மாட்டேங்குது ஒரு போட்டோடு எ காட்டு அந்த ரூம் ஒருத்திக்கலாம் கீழே இறக்கி மாட்ட முடியாது அப்ப நாங்களே என்ன உட்கார்ந்துட்டா பாக்குறது ஒழுமல்லித்தூறு வாங்கி தனமும் போட்டு குடி ஓவர்ஸ் புன போட்டு குடிச்சு நம்ம என்ன கிழгрыது மொத்தமா எல்லாத்தையும் விட்டு குடிச்சுரும் போய் தூங்கு காலை எஞ்சி பார்த்தா நையந்தா ரைட்ல இருப்போம் ஐயோ என்ன வயிறு கலக்குது ஐயோ பிச்சமளி தல பிரச்சனை ஆயிச்சே ஹாய் फ्रेंड्स இந்த வீடியோ உங்களுக்கு புடிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதோடு இதே மாதிரி நிறைய வீடியோ பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க நன்றி